வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செபிக்கு பிறந்தாக நம்ம யாராவது அவமானப்படுத்தும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதே சமயம் கோபமும் வரும் அந்த கோபத்துல நம்ம நினைப்போம் கண்டிப்பா இதே நிலைமை உனக்கு வரும் அன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் பழிக்கு பழி வாங்கணும் நினைக்கிறதும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள மனநிலைதான் அப்படிதான் ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு பெண்ண பார்த்து ஒரு பெண் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறா அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அத கெடுக்கிறதுக்கு இந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்ப அந்த ஏழ்மையில இருக்கிற அந்த பெண் பயன்படுத்திக்கிட்டாலா இல்லையா அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சிறுகதை அவர்கள் எழுதிய இழவு காத்த பழவேசம் என்ற சிறுகதையதான் இன்னைக்கு போறீங்க வாங்க கதையை கேட்கலாம் பனிமட்டை நாரில் நெருக்கமாக மிடையப்பட்ட கொட்டாம்பெட்டையை இடுப்பெண் இடது பக்கம் குழந்தையை தூக்கி வைத்திருப்பது போல் வைத்து இடது கை அதை அணைத்திருக்க பெட்டியின் மேல்பாகத்தைப்புண்டும் முந்தானையின் முனையை பழத்து கையால் பிடித்து ஆட்டிக்கொண்டும் செவன் சர்மாவின் மகள் கிளியமையிடம் அவள் என்னதான் வீம்பாக பேசியிருந்தாலும் அந்த வீட்டில் வெளியே வந்ததும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை சிறப்பு பிஞ்சுடுன்னு நாக்கு மேல பள்ள போட்டு இவ வாயில இஸ்திரி வச்சு தேச்சா என்ன திமுர்ல பேசுற இவள இவள என்னதான் பண்ணலாம் செல்லக்கணி அந்த குட்டாம்பேட்டைக்கு வந்து மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை பக்கத்தில் உள்ள டவுனான தென்காசியில் பிறந்தவள் அவள் தந்தையங்கு லான்றி கடை வைத்திருக்கிறார் அங்கு துணி வாங்க வருபவர்களும் கொடுக்க போகிறவர்களும் மரியாதையோடு பேசி கேட்டு பழகி போனவளுக்கு குட்டாம்பட்டிக்காரர்களின் குறிப்பாக கிளியம்மையின் பேச்சை கேட்க கஷ்டமாக இருந்தது மிராசுதாரர் மகளை பொறுத்த வரையில் செல்லிக்கிளியின் மாமியார் சோரெடுக்க வரும்போதெல்லாம் சோறு போடும் என்று ஒரு நாளைக்கு ஒரு விதமான கிளியம்மைக்கு சூட்டுவது வழக்கம் ஆனால் செல்லக்கணி அனாவசியமாக கணவனிடம் கிளியம்மையின் அடாவடித்தனத்தை சொல்லவில்லை எதுக்காக சொல்லணும் சொன்னா என்னால தான் உனக்கு கஷ்டம்னு சொல்லுவா குட்டாம்பட்டியில மவராசனா இருந்தா கூட என் அவளை கொடுக்க மாட்டேன் உட்டுப்பட்டு குனிஞ்சு போன இந்த சின்னனுக்கா கொடுப்பேன் இஸ்திரி பெட்டியை விட்டு புடுவா நாளைக்கு சொன்னபடி சொன்ன டயத்துக்கு துணிய கொடுக்காட்டா நமக்கு ஊர்காரர்களுக்கு என்ன வித்தியாசம் கிளியம்மை நினைத்து கொண்டே தூங்கியவள் அவளை நினைத்து கொண்டே இழந்தாள் செருப்பு பிஞ்சுடன் கேட்டுட்டாளே கேட்கட்டும் கேட்கட்டும் கிளியம்மையின் நினைவை வலுக்கட்டாயமாக மனத்தில் இருந்து விளக்கிவிட்டு முளையில் கட்டியிருந்த இரண்டு கழுதைகளை அவிழ்த்து விட்டு பின்னர் ஒவ்வொரு கழுதிய இடைவெளி கொடுத்து கயிற்றால் கட்டினார் கழுத்தைகள் சத்திரப்பட்டை குளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மண்ணை அதாவது உவர் மண் கிராமிய சோப்புப்படி குவியலாக்கிவிட்டு விளக்கப்பட்டிருந்த துணிகளை அடையாளம் பார்த்து பிரித்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகிலிருந்து சின்னான் துணிய அப்புறம் பிரிக்கலாம் முதல்ல இந்த துணிகளுக்கு கஞ்சி போடுபுல்ல என்று சொல்லிவிட்டு உள்ளூர் விஐபிக்களின் துணிகளை எடுத்து போட்டு கொண்டிருந்த போது செவன் சர்மாவின் தங்கையை கட்டினாலும் ஒருவேளை அப்படியே கட்டியதாலும் என்னவோ செவன் சர்மாவுக்கு ஜென்ம எதிரியாயி போன அவர் மைத்துனன் பலவேசம் அங்கே தோன்றினார் வந்ததும் வராததுமாக ஏல செல்ல கனி ஏன் ஒரு மாதிரி இருக்க சின்ன அடிச்சானா என்று சொன்ன போது சின்னான் எங்கள்ல அப்படியெல்லாம் வழக்கம் இல்ல முதலாளி என்றான் ஏமலா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க செல்லக்கனி சொன்னாள் தென்காசில ராசாத்தி மாதிரி இருந்தேன் இப்ப இங்க வந்து நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்க விட்டி இருக்கு பட்டுன்னு விடுலா உமா மச்சினவ கிளியம்ம என கேக்க கூடாத கேலியெல்லாம் கேட்டுட்டு பலவேசம் தோழி தட்டி கொண்டார் அவ விஷயமா வந்தேன் உங்களுக்கே தெரியும் கொண்டாங் கொடுத்தான்னு என் மவன் அக்குனிராசாவுக்கு கேட்டால் பேசாமல் இருக்க முடியவில்லை ஆமா எங்க காதலையும் விழுந்தது பலவேசம் அவனுக்கு கொடுக்கறத விட என் பொண்ணை எருக்குழியில வெட்டி புதச்சிடலாமனு உம மச்சனை சொன்னாராமே அக்குனிராசாவுக்கு என்ன குறையான் கொஞ்சம் குடி கொஞ்சம் பொம்பள சவகாசம் மத்தபடி நல்லா இன்ன பேசி என்ன பிரயோஜனாப்பிள்ளைக்கு நிச்சயம் சின்னன் எச்சரிக்கையான சுதாரிப்பாக பேசினான் இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் கல்யாணத்தை கலைக்கணும்னா மொட்டைக்கடிதாசி போடணும் போடாம இருப்பேனா கல்யாண மாப்பிள்ளையோட அப்ப எங்க சொந்தக்காரன் தான் மொட்ட கடதாசியை விசாரிக்க பையனோட தாத்தா வாராரு பழைய காலத்து மனுசேன் இப்ப விசையும் தான் இருக்குனும் கொம்பியும் காதல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவரு நீ நினைச்ச நிறுத்தி போடலாம் சின்னான் என்ன பேசுவதென்று புரியாமல் குழம்பிய போது செல்லக்கனி படபடப்பாக பேசினார் பையனோட தாத்தா எப்ப வாராரு சாயங்காலம் என் வீட்டுக்கு வராரு நான் தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கு வண்ணாத்திக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவேன் நீ மூணு மாசமா தீட்டு சேல விழுக்கலைன்னு சொல்லிடு அவரு பொண்ணு மூணு மாசம் சாயங்காலம் அவர் இங்க கூட்டிட்டு வரட்டுமா செல்லக்கண்ணி சிறுத்தை யோசித்தாள் சின்னானின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நிதானமாக பேசினாள் இங்க வேண்டாம் உம மச்சினுக்கு உடம்பெல்லாம் கண்ணு பாவுரு சத்திரத்துக்கு துணி கொண்டுட்டு போறேன் பக்கமா வேண்டா கிளியம்மைய வைக்க வேண்டிய இடத்துல வச்சாத்த என் மனசும் ஆறும் அவளுக்கு உம குடிகாரமா வந்தா லாயுக்கு பல வயசம் லேசாக ஏற்பட்ட கோபத்தை சிரிப்பால் மறைத்து கொண்டார் இந்தாடா சின்ன இருநூறு ரூபாய் ஒரு கழுதை வாங்கணும்னு சொன்ன ஒரு கழுதைய வாங்க இது கடன் வட்டி வேண்டாம் சௌரியப்படும் போது கொடு என்றார் சின்னன் பணத்தை வாங்கி ஆனால் செல்லக்கணி வாங்கி திட்டமிட்டபடி அவள் பாவூர் சத்திரத்தில் பையனின் தாத்தாவிடம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிவிட்டாள் ஒரு வாரம் ஓடியது கிளியம்மையின் கல்யாணம் பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணையுடனும் ஊர்வலத்து நடந்து முடிந்தது இலவம் காத்த பலபேசமும் வேண்டாம் வெறுப்பாக கலந்து கொண்டார் ஒருவேளை மாப்பிளை தாலி கற்ற சமயத்தில் கலாட்டா செய்யலாம் என்றும் அந்த இடத்தில் மகனை விடலாம் என்றும் நினைத்திருந்தார் தாலி அவருக்கு தன் கழுத்தை யாரோ அறுப்பது போல் இருந்தது செல்லக்கிளி கல்யாண பந்தலுக்குள்ளே வண்ண வண்ண சேலைகளை கட்டிய களைப்பில் பெற்றோலிக்கை குதப்பி கொண்டு தன் வீட்டில் தாத்தா கிட்ட கிளியமைய மாதிரி ஒழுக்கம் உள்ளவளை பாக்க முடியாதுன்னு சொன்னியாமே அந்த கிழவன் நீ சொன்னத எல்லார் மத்தியிலும் பட்டுன்னு உடச்சிட்டான் இப்படியால அடுத்து கெடுக்காது செல்லக்கணி அமைதியாக பேசினாள் நான் அடுத்து கெடுக்க பார்த்ததா இல்ல நீயா பின்ன எதுக்கெல்லாம் நான் சொன்னபடி சொல்றேன்னு சொன்ன நான் அப்படி சொல்லாட்டா நீரு வேறு யாரையாவது பிடிச்சு அந்த அம்மா கல்யாணத்தை கெடுப்பீரு உன்ன கைகால ஒடிக்கலன்னா இல்லையான் பாரு கிளியம்மா தாலைக்கு இருக்குல்ல என்ன பேசினதும் உண்மைதான் அது அகங்காரிங்கிறதும் உண்மைதான் அதுக்காக நான் பதிலுக்கு பதிலு பேசலாமே தவிர செய்யலாமா ஒரு பொண்ணோட வாழ்வை குலைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல ஏன்னா நான் அழுக்க எடுத்துட்டு சுத்தத்தை கொடுக்கறவ பலவேசம் புரிந்து கொண்டார் மீசை துடிக்க உதடிகள் துள்ள கண்கள் எரிய அவர்களை கோபமாக பார்த்து விட்டு வெளியேறினார் இந்த இந்த மறக்காம ஒரு லை குடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் இந்த சிறுகதைய பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த சிறுகதைய பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க உதவியாயிருக்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைத்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்க விறந்தாக நன்றி வணக்கம்